520649 அப்படிங்கற ஐடி நம்பர் இருக்கு. என்னோட நேமும் கிளியரா கொடுத்துருकाங்க. சோ இது இந்த ஐடிகான இன்கம் ஸ்டேட்மென்ட்ட தான் நம்ம இப்ப பாக்க போறோம். சோ பே அவுட் சம்மரி அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினாக்க உங்களுடைய விக் நம்பர் ஓபன் ஆகும். சோ இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து 20 விக். சோ 20வது வாரத்தை நான் செட் பண்றேன். 2021 உடைய 20வது வாரத்தை நான் இப்ப செட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20வது வாரத்திலிருந்து எந்த வாரம் வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அப்படிን கேக்குறாங்க. சோ நம்ம 26வது வாரம் வரைக்கும் நம்ம போட்டு போ. சப்மிட் கொடுத்துதுக்கு அப்புறமேட்டக்கு. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீக் நம்பர் டுவெண்ட்டி நான் ஏன் பண்ண income வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு ஆப் வந்து ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறது மூலியமாகவே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இது வந்து பார்த்தீங்கனாக்க ஸோ கூகுள்லேயே இருக்குது நீங்கள் வந்து கூகுள்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஐடி மட்டும் உங்களோட ஐடி மட்டும் நீங்கள் போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ கூகுளிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வீக் நம்பர் டுவெண்ட்டி ஒது வாரம் இன்கம் வந்து 22 21 வாரம் அறுபதாயிரம் வார இன்கம் அறுபதாயிரம் ரூபாய் ஜூன் மந்த் இன்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி